மாதரங்கின் போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் பொழு மாதரங்கின் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஒன்றே மாதரங்கின் போம் ஒன்றே மாதரங்கின் போம் ஜாதி மதங்களை உயர்ஜெல் மனித சக்தி எய்தினராயின் வேதிகராயினும் ஒன்றே அன்றி வேலு குலோகினராயினும் ஒன்றே ஜாதி மதங்களைப் பாரோம் உயர்ஜெல் மனித அன்றி வேலு குலோகினராயினும் engai manila saayi valangu dungeng bo panthamaagaram eng bo panthamaagaram eng bo airam mondinru jaati enil anniyar vandu pugalandidiy airam mond क्या हती येन्ही अन्निय बन्दे उलगि दी दी गोसाईं भयते सिरम तबु चलते विधानु सगवगर रघ रोसाईं सिच सिचवा तबु चलते विधानु सगवगर रघ बन्दे मगरुंगीबो इंगुल मानिलाय मणंगु इंगो बन्दे மாதரம் என்போ மாதரம் என்போ ஒன்று உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கி அணிவக்கும் தாழே ஒன்றுப்பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கி அணிவாக்கும் தாழ் நன்று தேர்ந்திடல் வேண்டும் நன்று தேர்ந்திடல் வேண்டும் நன்றிது தேந்திடல் வேண்டும் இந்த ஞான வந்தாப்பில் நமக்கு வேண்டும் நன்றில் தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞான மந்தாப்பின் நமக்கு வேண்டும் மாதிரின்போம் எங்கள் மாநில தாயை வடகுரு என்போம் பந்தே மாதரம்பின் எப்பதம் வாக்கிடும் மேயும் நம்மில் யாவர் உங்கள் வேணினை பொதுவாகும் எப்பதம் வாக்கிடு மேயும் நம்மில் யாவர் உங்கள் வேணினை முப்பது கோடியு வாழ்வோம் கீழில் முப்பது கோடி பாடி முகமோம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயே வடங்குருமென்போம் வந்தே மாதரம் என்போம் நீங்கள் மாநில தாயே வடங்குருமென்போம் வந்தே மாதரம் வந்தே மாதரோ vande mataram vande mataram vande mataram vande mataram vande mataram yel yengai maanilai thaaiyai valan kudum enbo